இந்திகரவந்த சொட்டது நம்ம தமிழ்நாடுல வேலை இல்லாம போனது இந்த நாடு தான் தமிழ்நாடு வந்து இந்த நாடு தான் இப்ப அபடிகட அவங்க வந்து என்னரா 750 பிறாங்க 800 பிறாங்க நாம அபடிகட 900 900 டு நிப்போம் বর্তমানে 100 வர கோடி வரைக்கும் ஆனா ஃபேமிலியோ வந்து செட்டில் ஆயறாங்க நீங்க ஃபேமிலிய விட்டு இது பொறுத்துக்கு இந்திகரங்க ఉంటாங்க அத எங்க இந்திகர பாது பரை வர காரண வந்து கட்டடங்களை செஞ்சவரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டிலும் குப்பையும் பொறுக்கிட்டு இன்னைக்கு இந்த இதனோட நிலைமை தமிழகத்தின் மக்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு வணக்க மக்கள் வெல்கம் பேக் டு இது புதுசா இருக்கு நான் உங்களுக்கு டிஜே டுடே நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மெரினா கடற்கரை சாலைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம உறக்க சொல்ல நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஐயா இருக்கார் அவர்கிட்ட வந்து சில அனுபவங்கள் அவரோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து இந்த பாட்டில் பறவை போடுறேங்க நான் வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டிட தொழிலாளருந்தேன் கடரு கட்டட தொழிலாள இருந்தேன் அதில் எதுவும் இல்லை பயன் இல்லை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வேடை கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அதை நான் அசு பண்ணி குடும்பத்துக்கு ஓட்டணும் பார்த்து ஒன்று ஆகாத பட்சத்துக்கு இப்போதைக்கு வந்து இதை பார்த்து எடுக்கிறேங்க சார் இது வந்து ஒரு ரெண்டு கிடைக்கும் இப்படி பார்த்துல ஒரு நாளைக்கு நானூறுவா நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுவா கிடைக்கும் அதில் சாப்பிட்டு போக இரநூறு முந்நூறுவா மிச்சம் பண்ணி மாதம் ஆனால் ஒரு ஆறாயிரம் ஐயாயிரரூவா வீட்டுக்கு அனுப்புடுங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க வீட்டாக ஃபேமிலியில அங்கே இருக்க புதுக்கோட்டையில் இருக்காங்க புதுக்கோட்டை இப்போ நீங்கள் எங்கே நான் தங்கிருக்க கண்ணா சிலங்க இப்போ உங்களுக்கு ஃபேமிலிலாம் பசங்கள் ஏதாச்சும் பசங்களாம் படிக்கிறாங்க அந்த படிப்பு செலவுக்கு பண்ணி நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தேன் அதுமாதிரி நான் தனியார் ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு ஆசை இல்லை அதனால் என்னுடைய பசங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அதனால் நான் ஒரு பையன் ஏழாவது ஒரு பையன் ஐயா தோட்ட வேலையும் நடந்துகிட்டு இருக்குது தோட்ட வேலைக்கு மாதம் வந்தால் எப்படி வருமானம் வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு தோட்ட வேலையில் வரும் அது வீட்டுக்கு ஆசை ஆகிடும் இது படிப்பு செலவுக்கு பசங்களை படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்காகும் இப்போ நீங்கள் இங்கே அந்த இதுவெலாம் இது பண்ணி அது சேமித்து அதை வந்து வீட்டுக்கு அனுப்பி பசங்க படிக்கிறாங்க இதுதான் மனைவி என்ன இப்போ மனைவி நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க நம்ம சொந்த தோட்டத்தையும் பார்த்துக்கிறாங்க காய்கறி பலன் அண்ணன் அண்ணன் அண்ணனைக்கானே பரிசு பண்ணுறாங்க அன்றைக்கானே க மார்க்கெட்டில் ஒரு இரநூறு முந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்குங்க ஊருக்கெலாம் போவீங்களா இந்த இப்போ பொங்கல் போயிட்டு வந்துடுங்க இப்போ மாதம் மாதம் போவீங்கன்னா மாத்தைக்கு ரெண்டு மாத்தைக்கு இருக்கா கோயில் திருவிழா கல்யாண ஃபங்க்ஷனு முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் விசேஷங்கள் மட்டும்தான் போவீங்க ஆமாம் இல்லைன்னா இங்கே தான் இருப்பேன் இங்கே இருப்போம் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது கோயில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி காப்பு கட்டியாச்சு பதினஞ்சு நாள் திருவிழா நடக்க போகுது வாங்க அப்புடின்னா போவோம் போய்ட்டு அந்த பதினஞ்சு நாள் அங்கே தங்கி இருந்துட்டு ஜாலியாக எல்லாரையும் மக்கள் எங்கள் சொந்தக்கார சோழிக்காரெலாம் கூட்டி எடுத்து வச்சு விருந்து வச்சு தேரோட்டாப்லாம் வச்சு தேராக தேர்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு வருவோம் எப்போது வந்தீங்க சென்னைக்கு நான் வந்து நான் வந்து நான் பதினா பதினாறு வயசு போயிட்டு போய் அதுக்கு அப்புறம் வெளிநாடு போயிட்டு வந்தேன் வெளிநாடு எந்த நாடுக்கு போனீங்க நான் வெளிநாடு பஹ்ரீன் போயிட்டு வந்துங்க பஹ்ரீன் அங்க அங்க போய் வேலை செஞ்சிருந்தீங்க ஆமா அங்கே போய் கட்டாய் கட்டெடுத்து வேலை பார்த்து ஹோட்டலில் வேலை பார்க்குறது நைட்ல பார்ட்டத்துக்கு அதெல்லாம் பார்த்து அதுல ஒரு வந்து வாங்கி போட்டு போர் பண்ணி போர் போட்டு அளவாகிட்டு இருக்கீங்க ஆமாச்சிட்டு இருக்கீங்க ஆமா நம்ம எனக்குன்னு ஒரு மனைவி என்னோட சேர்ந்து ஒரு பசங்க ரெண்டு பசங்களாச்சு என்னோட சேர்ந்து ஆரிசி ஆச்சு அப்புறம் நான் என்னன்றது என்னோட மலை போய் சுற்றி அப்படி வந்தோம்னா நெருக்கி அப்படி பார்த்தா ரெண்டு மூணு கிலோ மூணு கிலோ இந்த பார்த்துறோம் அது மொத்தமாக சேர்த்து அதில் நாளைக்கு எத்தனை எத்தனை கிலோமீட்டர் இல்லை நெருக்கி நம்ம நடக்க போனோம்னா நெருக்கி ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றி போனோம்னிங்களே ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் எதுவும் இது பண்ணுவீங்க ரவுண்டிங் ம் ரவுண்டிங் பீச்சே சுற்றி வந்துடுவீங்க ஆமாம் இல்லை சிங்கிள் வந்து காலையில் எடுத்தோம்னா கரெக்டாக பன்னெண்டு மணியும் ஒரு மணிக்கெலாம் ஒரு சிங்கில் எடுத்துருவோம் அது ஒரு இரநூறு இரநூத்தம்பா வந்துடும் அடுத்து ஒரு சிங்கில் மூணு மணிக்குற சாப்பிட்டு விட்டு ஒரு மூணு மணிக்கு எடுத்தோம்னா ஒரு எட்டு மணிக்குள்ளே கடை மூட கடைக்குன்னு அது ஒரு முந்நூறுவா வந்துடுங்க நமக்கு ஐக்கு பசங்களும் ரெண்டுமே ஆம்பளை பசங்களுமே ஆம்பளை பசங்க தான் நல்லா படித்து காப்பாற்றுடுவாங்க நம்பிக்கை நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் இது நம்ம தான் படிக்கலனாலும் சரி கொண்டாட்டியும் படிக்கலை நானும் படிக்கலை அதனால் அதை பசங்களை படிக்க வச்சிடலாம் டெம்பிளே நான் ஓடிக்கிருக்கிறேன் நம்ம இப்போ இப்போ கட்டிட வேலைகள்லாம் போகிறதில்ல அதிகமாக அதிகமாக பச்சம் போகிற வேலை இப்போ இப்போலாம் இந்த மாதமில்ல உள்ள வேலை இல்லை அப்புறம் அதை நம்பிக்கை இருக்க முடியுமா அதை நம்பாமல் சரி இதை போகிறக்க நாலு ஒரு செலவுக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிநாட்டு போனேன் எட்டு வருஷம் கல்யாணம் பண்ணாமல் எட்டு வருஷம் இருந்தேன் எத்தனை நான் போல வயசு எனக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இருபத்தெட்டு வயசு முன்னெட்டு ம் ரெண்டாயிரத்தி எட்டுல லாஸ்டில் நியூ இயர் வந்தே இருந்தேன் அது வரைக்கும் அங்கேதான் இருந்தேன் எட்டு வருஷமா போனோம் அதை வந்து நோக்கியா செல் தான் அங்கே உள்ள செல்ட் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்போ என்னதுமோ கிரெடிட் கார்டு பொறுத்தும் பண்ண முடியும் இந்த பப்ளிக் பூத்தில் இருக்கும் கிரெடிட் கார்டு பத்து ரூபாய்க்கு பத்து நான் இருக்காங்கன்னா மாதம் வரைக்கும் பேசலாம் அது வந்து கொஞ்சமாக தேய்ச்சிக்கிட்டு சொல்லிட்டு நம்ம நம்பர் அடிச்சாலுமா வீட்டுக்கு லைன் என்ன வேலை செஞ்சுட்டு கட்டிட வேலை தான் கல் இந்த ஏதாச்சும் பரவாயில்ல அங்கேயும் சிமெண்ட் கல் ரொம்ப ஆலாப்பிளக்கல் ஆலாப்பிளக்கல் இப்போ நீங்கள் கட்டட வேலைன்னு வந்து சொல்றீங்களா இப்போ வந்து இப்போ அதிகமாக கட்டட வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹிந்திக்காரங்கெல்லாம் வந்துடுறாங்காரன் வந்தது நம்ம தமிழ்நாடு வேலை இல்லாமல் போனது அவங்களுக்கும் அந்த அதனாலதான் வேலை வேலை விளையாடும் அதிகமாக போனது இல்லைன்னா முன்னாடி இந்திக்கரம் கிடையாது கேட்ட சம்பளம் கிடைக்கும் இப்போ அப்படி கிடையாது அவங்க வந்து என்ன எழுநூறுவாக்கி போறாங்க எட்நூறுவாய்க்கும் போறாங்க நம்ம அப்படி தொள்ளாயிரூ தொள்ளாயிரம் நிற்போம் அவங்க பேர் வந்துடுறீங்க அதுக்கப்புறம் செட்டில் ஆயிரங்கோட விட்டு இப்போ வந்து அவ்வளோ கஷ்டப்படுற அவ்வளோ வித்தியாசம் அவங்களுக்கு ரேஷன் கார்டு இங்கேயோ எல்லாமே எல்லாமே எல்லாமே எந்த பொருளும் இங்கே இங்கே வாங்கிக்கலாம்னா அவங்கள அறிவிச்சுட்டாங்க இந்திக்காரங்களுக்கு நம்மளும் வாங்கி வாங்க முடியுமா வந்து ரேஷன் கார்டை எல்லாத்தையும் தான் இங்கேயா திட்டு கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இந்திக்காரங்க வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கம்மியாக சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்திக்காரன் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க கட்டட வேலை செஞ்சவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலும் குப்பையும் பொறுக்கிட்டு இன்னைக்கு இந்த இதனோட தமிழகத்தின் மக்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு கண்டிப்பா சொல்லுங்க அந்த வேலை செய்யற ஒருத்தர் தான் வந்து சொல்லிட்டு நானே சொல்றேன் இனிமே தமிழகத்தில் தமிழர்கள் கிடையாது இனிமே இந்திக்காரன் மக்கள் மட்டும்தான் இங்க வேலை போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க அதுக்கும் வந்துட்டாங்க இப்ப கொஞ்சம் இது பொருக்கத்துக்கும் இந்திக்கார பாதி பேர் புறக்கணும் வந்து எல்லாத்துலயுமே புகுந்துட்டாங்க இப்ப பாப்பி கான் விற்கறதுலேருந்து பலூன் விற்கிறதிலேருந்து எல்லா விற்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க இறங்கி இப்ப திருப்பி இது பாட்டுக்கும் வந்து இறங்கிட்டாங்க ஒன்னு ரெண்டு பேரு ஏம மெட்ராஸ் நடக்குங்க கொஞ்சம் நாள் இருக்காது இல்லைங்களா இந்த நாடுதான் தமிழ்நாடு வந்து இந்தி நாடுதான் புதிய தடுத்த கலைஞர் இப்ப நம்ம வெளியில போனதும் கொஞ்சம் இந்தியா கத்துக்கணும் கொஞ்சம் எதை கேக்கிற கேள்விக்கு பதவி சொல்லிடுறோம் தலை போட்டு ஒண்ணு படிக்க போறான் வெளியில போறான் எங்க போறான் கர்நாடகா போறான் கர்நாடகா தெரிஞ்சா போச்சு கர்நாடகா கர்நாடகத்துல ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சாதான் தெரியும் இல்ல அவன் பேசுறத மூஞ்சி முடிஞ்ச பார்த்து பண்ணிக்கலாம் ஆனா ஹிந்தி தமிழ் கத்துக்க மாட்டான் அவனும் கொஞ்சம் தமிழ் பேசுற மாதிரி நம்மகிட்ட கத்துக்கிட்டு நம்மகிட்ட இது வந்து நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பலன் வரும் எனக்கு அவளையே படாதீங்க மக்களே பார்த்திங்கன்னா ஐயாவோட கஷ்டத்தை வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு கட்டிடம் வேலை வந்து செஞ்சுட்டு அப்படியே இருந்தபோது இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சில் இந்த மாதிரி ஒரு எந்த வேலையும் வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல பட் ஒரு வேலையை விட்டு நம்ம ஒன்று வேலையை செய்யும்போது வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதனோட வழி என்னன்னு தெரியும் இப்போ ரெண்டு பாட்டில் எடுத்தோம்னா அந்த அவங்களுக்கு பிறக்கணும் இருக்கிறாங்களே கொஞ்சம் சுத்தமான மாரி இப்போ இருக்க வைப்பச்சி இப்போ இந்த ரெண்டு எடுத்தோம்னா அவங்களுக்கு சுத்தம் சுத்தம் மாதிரி பச்சில் இடத்த கண்டிப்பாக நம்ம நம்ம நம்ம இருக்க இடத்துல நம்மளால் சுத்தம் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இது வந்து பெரிய வேலை இது வந்து நம்ம வந்து குப்பையை எடுக்கிறாங்க வாட்டில் பொறுக்கிறேன்னு பார்க்கதை விட ஒரு சுத்தம் பண்ணுற ஒரு இடமா தான் வந்து பார்க்கணும் நம்ம இருக்கிற இடத்த சுற்றுலா பயணி அத்தனை பேர் வர்றாங்க ஏகப்பட்ட பேர் சுற்றுலா பயணிங்க வந்து வந்து பாக்குறாங்க இங்கேயே வெளிநாட்டுக்கார மத கொண்டவங்க வர்றாங்க வந்து பார்க்கற அந்த இடம் என்ன இருக்கும் பார்க்க குப்பை தூசியாக இருந்தே இருக்கு நம்ம ஒன்று ரெண்டு கடை எடுத்தோம்னா பார்க்க கொஞ்சம் கிளீனாக தெரியுமா இல்லையா கண் பார்வீங்க சொன்னா கண்டிப்பாக உண்மையா இது வந்து நம்ம வந்து குப்பையை எடுக்கிறத வந்து பார்க்கறது கண்டிப்பா கண்டிப்பாக இந்த வேலையும் வந்து கேவலமான வேலையே கிடையாது அதை தாண்டி இது வந்து சுத்தம் பண்ணுற ஒரு இதுவாக தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க என்னால் வேலையே செய்யாமல் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை வெட்டி சும்மா சுற்றி திரும்பிட்டு இது பண்ணுறேன் நாங்கள் அப்படி கிடையாது சுத்தம்ன்றக்கு காசாக்குற அவ்வளோதான் இப்போ மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது புதுசாக இருக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு டேக் பண்ணுங்க இது ஒரு வீடியோவா அப்படியே வந்து பாத்துட்டு போவாதிங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கைய வந்து பாருங்க இது புதுசாக பண்ணுற எல்லாருக்கும் ஆக கொடுங்க